பாட்டி என்னடா நீ மனசில் நினைச்சது உண்மையா தாத்தாவுக்கு நீ தான் பாயசத்துல விஷத்தை வச்சு கொன்னியும் தாத்தாவை பாக்க உனக்கு பாவமா இல்ல பாட்டி இருந்துச்சு எப்போ நல்லா இருக்கு இன்னொரு கலாசு போடுன்னு